முன்னேற்றுவேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வியாபாரத்தை சூப்பரா பண்ண முடியும் ஒரு நம்பிக்கை நீங்க என்ன வாய்ப்பு இருக்குது இத விட்டு பேசிட்டு வந்தாச்சு சாத்தியமே இல்லைங்க பேசி அதை என்ட்ரி எடுங்க எடுத்து அடுத்து பிஎம்ஓபில என்ன செய்றீங்க? அவங்கள அட்டென் பண்ண வைக்கிறீங்க. ஹோம் மீட்டிங் அதாவது பிசினஸ் ஆபர்ட் வந்து பிரசன்டேஷன் வந்து கேட்றுவாங்க. நீங்க அவசியம் அவங்களுக்கு அடுத்த நாள் கண்டிப்பா நம்மள அவங்க கால் பண்ணி आएंगे. என்ன ரிசன் கேட்டீங்கன்னா மீட்டிங்ல அட்டென் பண்ண உங்களுக்கு सपोज அவங்களுக்கு வந்து 100% இந்த வியாபாரம் வந்து ஃபுங்குச்சா அப்படிங்கறது வந்து சொல்ல முடியாது. ஏனா சில பேர்க்கு வந்து நெட்வொர்க்லாம் வந்துலாம் பேருக்கு வந்து ம் ச பேருந்து ஏதோ ஒரு இலாம் வந்து கம்மாயாப்ப அவங்களுக்கு ஹ்ரட் பர்சன்டேஜ் நம்மளோட வியாபாரத்தை வந்து தெளிவுப்படுத்துறதுக்கு உங்களோட பர்சனல் டச் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து மிக முக்கியமானது ஏன்னா என்னதான் வந்து கம்பெனி மூலமா வந்து ஆபிசியல்ஸ் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணா கூட நீங்கள் கொடுக்கக்கூடிய கான்ஃபிடென்ட் தான் அவங்கள வந்து இன்றைய வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனை வந்து உருவாக்கும் அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் டிஸ்கஸ் பண்ணணும் நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபோர் ஐடி அதாவது த்ரீ சிக்ஸ்டி டீவில் ஃபோர் ஐடி பிளான்னு ஒரு பிளான் இருக்குது அது போக வந்து த்ரீ ஐடி பிளான் இருக்குது அப்புறமா வந்து செவன் ஐடி பிளான் இருக்குது அப்புறமா வந்து தேர்ட்டி ஐடி பிளான் இருக்குது இந்த நாலு விஷயங்களையும் நீங்க வந்து அவங்கள்ட்ட ரொம்ப கிளியரா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படி உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலையா உங்களோட லீடர்ஸை கனெக்ட் பண்ணி அவங்களோட நீங்கள் கான்ஃபரன்ஸ் காலில் எடுத்துகிட்டு நீங்க அவங்கள்ட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஏன் சில நண்பர்கள் வந்து முப்பத்தொரு ஐடியா பண்ணுறதுக்கு கூட உள்ள பர்சனாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு ஐடியை போட்டுட்டு அவங்க பிஸ்னஸ் எடுத்து கொண்டு போய் காரமிச்சுக்கோங்க இந்த வியாதாரம் வந்து ஒரு ஒன் வீக்லேயோ இல்லை குழந்தைங்காலோ அவர் ரொம்ப தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும் அந்த டைத்துல அவங்கள்ட்ட வந்து அவங்க கொஸ்டின் பண்ணுவாங்க ஏன் சார் நீங்க வந்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க ஒரு முப்பத்தோட அறிக்கையக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள்ட்டைஸ் பண்ணுவாங்க என்னென்ன வாய்ப்பு இருக்கு என்னென்னா வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த விஷயங்களை நீங்க அவங்கள்ட்ட கான்பிடண்டா சொல்லுங்க சூஸ் பண்றது அவங்களோட அவங்களோட இது அவங்க எதாவது ஒரு அடியிலயும் வரலாம் ஏழு வரலாம் மூணு அடியில வரலாம் த்ரீ சிக்ஸ்டி டிவி நாலு ஐடியிலையும் வரலாம் அது அவங்களோட சாய்ஸ் பட் நம்ம வந்து பக்காவாக எல்லா பிளானேஷன் தான் வந்து அவங்களுக்கு கிளியராக சொல்ல சொல்லணும் ஒன்ஸ் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா அவங்க வந்து முடிவெடுத்து நம்மள்கிட்ட வந்து ஜாய் பண்ணணும் அதாவது நம்ம பிஸ்னஸ் சாப்பிட்றதுக்கு ப்ரெசன்டேஷன் அட்டை பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஸோ அவங்களா வந்து ஜாய் பண்ணி அவங்களா கேட்டு அவங்களா ஐடி சொல்லுவாங்கன்னு நினைக்கவே கூடாது அது வந்து இதில் கொஞ்சம் வேலை பக்கா ஆகணும் ஸோ அவங்களுக்கு நீங்கள் கூப்பிட்டு இந்த விஷயங்கள் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஐடி அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கல ஸோ அதனால் ஃபாலோஅப் அப்படின்ற விஷயம் வந்து மிக மிக மிக முக்கியமானவங்க ப்ராப்பரான ஃபாலோப் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ப்ராப்பராக வந்து ஐடி வந்து நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ப்ராப்பரான ஃபாலோப் பண்ணாத பர்சனுக்கு நிறையா ஐடி வரதில்லை ஸோ இவ்வளோதாங்க நம்மளோட வியாபாரத்தில் உள்ள விஷயங்களை முதல்ல வந்து ஜூம் அப்படின்ற விஷயத்தில் அப்புறமா இந்த வருஷம் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த மூணு ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பான முறையில் ரொம்ப ஈஸியாக ரெண்டே ரெண்டு அவர் ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்பென்ட் பண்ணி ஒரு மூணு மாதம் மட்டும் இந்த வியாபாரத்தை கண்டினியூஸாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒன் குரோ அப்படின்ற விஷயம் வந்து உங்களை கையில் அணித்து அதில் டவுட்டே கிடையாது இதுக்கு முதல்ல சம்பாதிச்சவங்க ஏன் நான் கூட வந்து நிறையா சம்பாதிச்சுருக்கேன் இந்த வியாபாரத்தில் இன்றைக்கி நான் ப்ராப்பராக இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ எந்த ஒரு வியாபாரத்துக்கும் ஒரு ஒரு நாலெட்ஜை வந்து நம்ம வந்து கற்றுக்கணும் அந்த வியாபாரத்தை கற்றுக்கிட்ட விஷயத்த அடுத்தவங்க சொல்லி தரணும் சொல்லிக் கொடுக்க குழுக்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் தெரியே போகணும் அதன் மூலமாக பல லட்சங்கள் பல கோடிகளும் வந்து நம்ம சம்பாதிக்கணும் வந்து வாழ்த்துக்கள் ஒன் செகேண்ட் இந்த வருஷம் நமக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக போகுது ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு மட்டும் நீங்கள் முடிவெடுங்க முடிவெடுத்து இந்த சின்ன மூவி ஸ்டெப்பட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா நம்மள சக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டு வாசல்ல வந்து நிற்கும்